இந்த என்பது நாம் முன்னெடுத்திருக்கிற இந்த போராட்டம் என்பது வசதியாக வாழ்வதற்கு இல்லை நம் வாழ்வாதாரத்தையே இழந்துவிடக்கூடாது என்பதற்காக போராடுகிற ஒரு மிக மிக நியாயமான ஒரு போராட்டம் நமக்கு பல கேள்விகள் எழுகிறது கடற்கரையில் மீன் விற்கிற கடை வைக்கக்கூடாது கடற்கரையில் மீன் விற்கக்கூடாது ஆனால் கடலுக்குள் நீங்கள் பேண வைக்கலாமா என்றால் நான் கடற்கரையில் சந்தை போடக்கூடாது நீங்கள் கடற்கரையில் சமாதி கட்சி எல்லாரையும் புதைக்கலாமா என்றால் எந்த நீதிமன்றம் எங்கள் கடைகளை காலி பண்ண சொல்கிறதோ அதே நீதிமன்றம் இங்கே புதைத்துக் கொள்ளலாம் கடற்கரைகளை என்று உத்தரவு கொடுக்குறோம் கடல் கடல் கடல்வாழ் குடிகளுக்கு கடல் கரையிலேயே மீன் சந்தை இருப்பதுதான் உலகமெங்கும் இருக்கிற மரபு அதுதான் அவசியமான ஒன்று நீ மீன் விக்கிற சந்தையை எங்கேயோ கொண்டே கட்டிவிட்டால் நான் இந்த என் மீனை எடுத்துக்கிட்டு போறதுக்கான அந்த போக்குவரத்து செலவு டிரான்ஸ்போர்ட் அதுவே அந்த மீனை வித்தனை காசை கொடுத்து திருப்பினோட வர வேண்டியதுதான் அதனால கடல் இங்க இருக்கு படகு இங்க வருது இங்க மீனை வாங்கி விற்கிறேன் உங்களுக்கு யாருக்கு என்ன பிரச்சனை இந்த சாலையை எடுக்கும் போது பள்ளிக்கூடத்து பிள்ளைகள் போவதற்கும் வருவதற்கும் இருக்க டார்ச்சர் பண்ணீங்கன்னா எல்லாரையும் கூட்டி அண்ணன் அறிவாலை துவாசல உட்கார்ந்து கடையை போட்டு வைத்து இதை கவனத்தில் எடுத்துட்டு ஆட்சியாளர்கள் வேலை செய்யணும் இந்த தீர்ப்பை கொடுத்த மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் மீனவ மக்கள் தொடுத்திருக்கிற வழக்கு இன்னைக்கு வருது எங்க மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படாத ஒரு தீர்ப்பை நீங்கள் இன்னைக்கு கொடுக்கணும் நாங்க அங்க கடை கட்டி நிரந்தரமா கல்வி கட்டடம் கட்டிட்டு அங்க வெறும் கொடைதான் கொடை சீட்டு கூட கிடையாது தினம் போறேன் போகும்போது பார்த்து பார்த்து போறேன் ரெண்டு பக்கம் மீன் எனக்கு தெரியும் பட்டின பார்க்க நொச்சி வந்தா மீன் கிடைக்கும் வந்து மீன் வாங்கிட்டு போறேன் அதனால நீங்க மீன் சந்தை கட்டுவதற்கு ஆறு மாசத்துக்குள்ள கட்டுறேன் அப்படின்னா பத்து நாள் கட்ட முடியாத சமாதி கட்டுறதுக்கு நீங்க வேகத்தை என் மக்களுக்கு சந்தை கட்டுறதில்ல சந்தை வந்து என் மக்களின் வாழ்விடத்துக்கு பக்கத்தில் இருக்கணும் அப்பதான் நாங்க அந்த எங்க பொருளை எடுத்துட்டு போய் எங்க மீன் எடுத்துட்டு போய் வித்துட்டு திரும்ப முடியும் நீ வேற தீ குண்டு எங்க போடுவ அப்ப அவன்டிகளை வாழவேரி கண்ணகி நகர் கள்ளுக்குட்ட பெரும்பாக்கூக்கிறதுக்கு இந்த வேலையை செஞ்சிட்டு காலையிலும் ஜாயம் திரும்ப காரை போட்டு கடையை வச்சுக்கிறோமா நான் நிக்கிறேன் தேவையில்லாத பிரச்சனை என் மக்களுக்கு நான் சொல்ல விரும்புறேன் உங்க போராட்ட குணத்தை நான் மதிக்கிறேன் ஆதி குடிகள் சும்மா கிடையாது வந்து பாவம் பசிக்கு வர்றான் வைத்து வர அவனை சீமான் பேசுறேன் பெருமக்களை என் மக்களை வைத்துக்காக போராடும் போது ஐயோ பாவம் வருது சொல்லுங்கடா இதுக்கு சொல்லுங்கடா இதுக்கு சொல்லுங்க மாட்டி பங்களா கட்டி பத்து இருபது இந்த கடற்கரையில இந்த மணல் இந்த வெயில்ல உட்கார்ந்து பாரு ஒரு மணி நேரம் உட்கார்ந்து போராடுறாங்க என்ன கேட்கிறாங்க கடற்கரை அவனுக்கு சொந்தமானதுகாதாரத்துக்கு எடுக்குது போட வேற எதிர்ப்போ வேற எதிர்போ மனித மனித மானுட குலத்தின் உணவு தேவையில் முப்பத்தி மூணு விழுக்காடு உணவை நிறைவு சேர்வது கடல் உணவுதான் மீன் அந்த கடல் விவசாயத்தை செய்யற மீனவ மக்கள் தான் என் உடம்புகள் எல்லாத்தையும் கவனமா வச்சிட்டு அரசு நீதிமன்றம் சொன்னதே அரசு நிறைவேற்றி மக்களின் வீட்டை இடிக்கிறது கடையை காலி பண்றது மட்டும் வேக நடக்குது அது என்ன நடக்குது அரச கவத்தில் பொருந்து அதிகாரிகளுக்கு நன்றியும் வணக்கமும் நீங்க கொஞ்சம் உணர்வுக்கு மதிப்பளிச்சு இந்த போராட்டத்தை நீ உருவாகிட்ட உங்க அண்ணனுக்கு ஓட்டு போட்டிருந்தீன்னா நீட்டுக்கு வீடு என் எடுத்துக்கிட்டு வீட கட்டிட்டு அஞ்சு லட்சம் ரூபாய் கூட வீடுதார இதெல்லாம் அநியாயம் அஞ்சு லட்சத்து ஐம்பதனாயிரம் தெரியல நீ வரும்போது ஒரு போது நிமிஷம் தான் வீட்டுல இருந்து மிரட்டுறாங்க சொல்லாத இவள கூட்ட இருந்துக நீ திருப்பி மிரட்டு போயா அப்படின்னு சொல்லு ரொம்ப எனக்கு ஒரு போன போடு பேசுங்க நான் வைக்க விட்டுருவேன் என்ன உடன் எத பத்தையும் என்ன தாண்டிதான் அந்த பிரச்சனையில உங்களை தொடங்க கூட இருப்பேன் தைரியமா இருக்கு தைரியமா இருக்கு